வணக்கம் குட்டி கண்டிப்பா நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம் கரெக்டா சொல்லிட்டீங்களே நான் தான் நிவர்த்தி அந்த குண்டு புண்ண பாட்டெல்லாம் பண்ணனே அவளேதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே சரி நான் அவனை சொல்லட்டுமா இதெல்லாம் நீங்க பார்த்த அதுவும் கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நாங்க நேற்று எல்லாரும் சேர்ந்து மாலுக்கு போயிட்டு வந்தோம் அங்க என்ன பார்த்தோம் தெரியுமா கண்டுபிடிக்கும் பாப்போ என்னப்பா இத கண்டுபிடிக்க முடியல நானே சொல்லிடுறேன் ரயில் வண்டி பாத்த என்ன ரயில் வண்டியால ஏ சொல்லிட்டாங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே தரையில் விடும் ரயில் வண்டி தரையில் விடும் ரயில் வண்டியா அப்படின்னு இருக்கா சரி இதை யாரும் நீங்க நம்ப மாட்டிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இதை பத்தி ஒரு பாட்டே பாடிட்டா போச்சு கடைகளை சுற்றி வரும் ரயில் வண்டி கல்புற செய்யும் ரயில் வண்டி அப்பா அம்மா கையசைக்க அழகாய் சுற்றி வரும் அனைவரும் கிளம்ப போகுது இந்த மாதிரி தானே ட்ரெயின்லாம் சத்தம் கொடுக்கும் நீ கண்டிப்பா ஒரு நாள் மாலுக்கு வாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தரையிலோடும் ரயில் வண்டியில போலான்னு அதுவும் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானோ சப்ஸ்கிரைப் பட்டனையோ அமுத்தி விட்டுருங்க விஷயம் வந்துட்டீங்களே காமெண்ட்ஸும் அனுப்புங்க பாய் வணக்கம் நன்றி